அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் திறப்பிலேருந்து பேசுறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கேதுக்கு உண்டான பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க ராகு கேது பயிற்சிக்கு உண்டான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி தான் வந்து உங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு அதாவது ராகு பகவான் ஆஹ் ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷ வீட்டுக்கும் விருச்சக வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாமுக்கும் வராரு அதனால இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்ப சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டிலருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வராரு இதனால் என்ன பலன்கள் ராகு கேது வச்சு மட்டுமே ஒரு ஒரு விஷயத்தை கணிக்க முடியாது அதாவது இந்த பலன்களை சொல்ல முடியாது முழுமையாக அதில் குரு பகவான் எப்படி இருக்காரு அந்த ஆண்டு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இப்போ இப்போ அதில் வந்து குரு பகவானிங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவார் இவங்களுக்கு எப்படியெல்லாம் ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் இங்கெல்லாம் டிராவல் பண்ணுறாரு இல்லை எந்த இடத்துல இருக்காரு அதுக்குண்டான அமைப்புகள் என்ன அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்த்து நம்ம வந்து இதை பற்றி சொல்ல முடியும் அதாவது இந்த பலன்கள் ராகு கேதுக்குண்டான பலன்களை நம்ம முழுமையாக சொல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஒம்பதாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடம் அப்படின்றது என்னது பாகியஸ்தானம் சொல்கிறது அனைத்து விதமான பாகியங்களும் கிடைக்கக்கூடிய இடம் தான் ஒன்பதாம் இடம் அடுத்தது தந்தை ஸ்தானத்தையும் குறிக்குது தொலைதூர பிரயாணத்தையும் குறிக்குது தந்தைஸ்தானம் தேவையில்லாதது நம்ம வாக்குவாதங்கள் அப்பா கிட்ட வந்து சில மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் பண பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிறைய வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் சிம்ம லக்கணமாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி இது பொருந்தும் அதை நீங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன லக்கணம் அப்படின்றது அதே மாதிரி ஒன்போதாம் இடன்றது பாகிஸ்தானம் தொலைதூர பிரயாணம் ஆன்மீக டிராவல்ஸ் அதாவது ஆன்மீக சுற்றுலா வந்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது அடுத்து கேது பகவான் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்ன்றது தைரிய விரி ஸ்தானம் சொல்லணும் நண்பர்களுக்கு குறிக்கக்கூடிய இடம் அதனால் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஜாக்கிரதையாக தான் பழகணும் வெளியே பழகும்போது தைரிய விரி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கின்றதுனால ஞான பகவான் ஞானஸ்தானாதிபதி அதாவது அவரை ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் வரதுனால கண்டிப்பாக அந்த அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாங்க இப்போது சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் கேது பகவான் உட்காந்துருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் வெளிவட்டாரத்தில் பழகிற விஷயத்தில் இதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு பர்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறிங்க ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு விஷயம் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நிறைய தடவை யோசித்து தான் செய்யணும் அதாவது ஒரு தடவை இல்லாமல் ஒரு பலதரப்பட்ட ஒரு விஷயமா எல்லா லைன்லேருந்தும் நம்ம யோசிக்கணும் அதாவது இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமா எப்படி போகும் இது ப்ளஸ் எப்படி மைனஸ் எப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்கனா ரெண்டுமே நம்ம பார்க்கணும் ப்ளஸ்ஸை மட்டுமே நம்ம வச்சு பார்க்கக்கூடாது எந்தளவுக்கு அது மைனஸும் போகுன்றதையும் நம்ம வச்சு பார்த்துட்டு தான் உள்ள இறங்கணும் அதே சிம்ம ராசிக்காரங்க அவசரப்படக்கூடாது இந்த டைமில் வந்து அவசரமே வேணாம் கொஞ்சம் பொறுத்து நிதானமாக செய்கிறது நல்ல விஷயங்கள் ஏன்னா சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இப்போ இருக்காரு அது கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகி கும்ப வீட்டுக்கு போவார் அது சில மாதங்கள் மட்டும்தான் மறுபடியும் வந்து மகர வீட்டுக்கு தான் வராரு அதாவது வக்கரம் அடைஞ்சு போய் அதிசார குருவா அதிசார சனியாக கண்டிப்பாக இருக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனை கடன் அப்படி இல்லைன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் அதாவது மெடிசன் செலவு ஏதாவது வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க ஏதாவது ஒன்று போனால் ஒன்று போனால் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து எந்தளவுக்கு சிவியராக இருக்குது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புத்தியை தெரியும் அதாவது உங்களுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது மட்டும்தான் இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது தசா உங்களுடைய லக்கணத்துக்கு ஃபேவரபுளான தசை நடக்குதா சுபர்களுடைய தசை நடக்குதா இல்லை அசுபர்களுடைய தசை நடக்குதா அப்படின்றத நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து அது கணிக்க முடியும் நீங்கள் ஜா கா ஜாதகம் பார்க்கணும் எங்கிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது டைம் ஆனால் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எந்த மூவ்மெண்ட்னால் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக தான் மூவ் பண்ணணும் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் அதாவது ஆறாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ராகு கேது சனி எங்கே போனாலும் என்னாலும் உங்களுக்கு சிறப்பு இருந்தாலும் அந்த ஆறாம் இடத்துல தன் வீட்டில் ஆட்சி பெற்று உக்காந்துட்டார் சனி பகவான் அப்போ அதுக்குண்டான வேலைகளை கண்டிப்பாக பண்ணுவார் அதனால் இந்த மூணு விஷயமும் உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும் ம மறைமுக பிரச்சனைகள் இருக்கும் அதனால் இதெல்லாம் சமாளித்து வின் பண்ணி வரது தான் சிம்மராசிக்காரங்க சவால் சமாளிக்கலாங்க வாழ்க்கையே ஒரு சவால் தாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களே சிம்ம ராசிக்காரங்க எதுனாலும் சரி போல்டாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் சொல்லணும் மற்ற ராசிக்காரங்க வந்து போல்ட்னஸ் இருக்கும் அதாவது மேஷம் விரிச்சக்கள்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது இதுக்கு ஈக்குவலாக வந்து போல்ட்னஸ் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் இது வந்து மெயின் சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்க இன்னும் எதுக்கும் துணிஞ்சிருக்காங்க அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அவங்க ஏன்னா அவங்களும் வந்து ஒரு போல்டு தான் அதாவது எந்த பிரச்சனாலும் சரி நம்ம பாத்திரலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டம் தானே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க ஆனால் எதுலேயும் அதில் வந்து வின் பண்ணி ஜெயிச்சு நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் சிம்ம ராசிக்காரங்க தான் அதனால் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க ஆனால் இந்த சோதனை காலங்கள்லாம் தாண்டி தான் நீங்கள் வெற்றி பெறணும்னு ஒரு நாட்கள் இப்போ போயிட்ருக்கு அதே உங்கள் ஜாதகத்தில் ராகு தசையோ கேது தசையோ சனி தசையோ நடந்தால் உங்கள் வாழ்க்கையே வந்து ஒரு சூறாவளி மதி ஒரு பெரட்டி போடுற காலகட்டம் தான் இதுன்னு நம்ம சொல்லலாம் அது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அது என்ன சாரம் வாங்கியிருந்தாலும் சரி ராகு பகவான் என்ன சாரம் வாங்கியிருந்தாலும் சரி கேது பகவான் எந்த சாரம் வாங்கியிருந்தாலும் சரி சனி பகவான் கர்ம வினையை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் இப்போ நீங்கள் கொடுக்குறது தண்டனை நீங்கள் இப்போ பண்ணதுக்கான விஷயங்கள் கிடையாது முன்ஜென்மத்தோட கனெக்டிவிட்டி தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன நடந்துக்கிட்டீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் அதுக்குண்டான கர்ம வினை வந்து சனி திசையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் இல்லாதவங்க ரொம்ப உடல்நிலை முடியாதவங்க இல்லை டெஃபன்டம் ஸ்கூலுக்கு கை கால் ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய செய்யணும் அதாவது உங்களால் முடிஞ்ச ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுங்கள் அடுத்தது அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சியும் சரி அதாவது அதிசார சனி பயிற்சி அதிசார குரு பயிற்சி அடுத்த ராகு கேது பயிற்சியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஒரு பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் எட்டாம் இடத்துல இதில் சொன்னதெல்லாமே சாதாரண விஷயம் ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் இந்த பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நான் சொல்கிற விஷயம் எல்லாம் குடும்பத்தில் சலசலப்பு பிரச்சனைகள் கண்டிப்பாக வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் அடுத்த எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அதாவது குரு பகவான் பயிற்சி ஆகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவிலே பயிற்சி அந்த குரு எட்டாம் இடத்துக்கு தன் வீட்டில் ஆட்சி பெறும்போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் சிம்மராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகும் அதாவது உங்களால் எல்ஐசி பணமாகட்டும் இல்லை பிஎஃப் கிராஜுவேட்டி பணமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய பணமாக இருக்கலாம் இல்லை அப்பா அம்மா மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய டைம் தான் இது சொல்லலாம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே இது நடக்கும் நிச்சயமாக அந்த டூ தௌசண்ட் இது சான்சஸ் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதுக்குண்டான முயற்சி செய்யுங்க ஆனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தோடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஏன்னா நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரச்சனையை மிதனராசிக்காரங்க தான் இவ்வளோ நாள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது இதில் வந்து டிராவல் பண்ணுறது ரொம்ப சிரமப்பட்டு இருக்கவங்க கடகராசியும் சிம்ம ராசியும் கூட ஏன்னா இப்போ அடுத்தது கண்டக சனி வருது ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்துக்கே சனி பகவான இருக்காங்கனா ஏற்கனவே வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் வந்து அதிகப்படியாக இருக்கும் இப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு சனி போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய தசா புத்தியும் பார்க்கணும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டூ சனி பயிற்சியாக வராரு அப்போ அந்த டைமில் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து ஏப்ரல் மேலேருந்து பயிற்சி ஆகுது அதுக்குண்டான உங்களுக்கு பயிற்சி டேட்டும் சனி பகவான் எப்போ வராரு அப்படின்றதுக்கான விளக்கமும் கண்டிப்பாக என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அதுக்குண்டான பயிற்சி பலன்களையும் கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுவேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க அந்த விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் நீங்கள் ஃபிளெக்சிபுளாக போகிறது நல்ல விஷயம் சில பேர் வந்து அந்த குடும்ப வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுவாங்க சில பேர் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனால் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை வந்து விட்டுற வேணாம் உங்கள் இஷ்ட தெய்வ அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஹேண்டிகேப் குழந்தைங்களுக்கு அதாவது டெஃபண்டம் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்கு இது மாதிரி உங்களால் முடிஞ்ச நன்கொடையாக இருந்தாலும் சரி இல்லை சாப்பாடு வாங்கி கொடுங்க இது முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செய்ய செய்ய செய்ய உங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்கள் ப்ராப்ளம் அதிகமாக இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அதில் வந்து பிரச்சனைகள் குறையிறதுக்கான சான்சஸும் இருக்குது நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா போதுமானது அதே மாதிரி உங்களுக்கு விபரீத ராஜ்யோகம் இருக்குது நீங்கள் காத்துட்ருங்க இந்த டூ ஏப்ரலுக்கு மேலே டூ ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது விபரீத ராஜயோகம் அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஆனால் வண்டி வாகனத்தில் நீங்கள் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விபத்துக்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது என்னடா எல்லாம் பயமுறுத்துகிறாங்க சிம்மராசி சிம்மராக்க கணங்களுக்கெல்லாம் ரொம்ப இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது இருக்கிற விஷயத்தை தான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் பகிர்ந்துட்டுருக்கேன் நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் அதனால் குரு பகவான் வந்து உங்களுக்கு அதிகாரமாக வரதுனால ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ராகு கேதுக்கு பயிற்சி பலன்களும் நல்லாயிருக்கு அதனால் ஆன்மீக சுற்றுலா பயணம் பண்ணுவீங்க அதாவது ஆன்மீக சுற்றுலா ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன் கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இருந்தாலும் நண்பர்கள் உங்கள் சுற்று அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஜாக்கிரதையாக அதே மாதிரி ஆறாம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடலில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்ல விஷயம் பார்த்துக்கோங்க தொழில் ரீதியாக இருக்கணும் சரி இல்லை வேலை கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோங்க இப்போ வேலைக்கு என்ன நியூக்கமஸ்ஸாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்குங்க உங்களோட குலதெய்வ வழிபாடு நீங்கள் அம்மாவாசனைக்கு இப்போ பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஃபேவரபுளாக உங்களுக்கு முடியும் நல்ல ஒரு பொஷனில் தான் உட்காருவீங்க ஆனால் அந்த பொஷனில் உட்காரும்போது கூட சில போட்டி பொறாமைகள் உங்களை சுற்றி நிற்கும் அதையும் நீங்கள் வின் பண்ணிட்டு வர்றதுதான் சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே வின்னிங் தான் அவங்க அது பேக் அடிக்கவே மாட்டாங்க சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிங்கம் மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி முன்னோக்கி தான் போகணும் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் ஸ்ட்ரைட்டாக தான் அடிக்கணும்னு நினைப்பீங்க சிம்ம ராசிக்கிறங்க பேக்கில் போய் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான பழக்கமே கிடையாது பின் நகரத்துக்கான வழியும் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸில் பண்ணுறீங்க இல்லை ஒரு வேலைக்கே போயிட்டீங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்களால் முடியல அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து எப்படி வீழ்த்திட்டு நம்ம அங்கே போய் உக்காரணும் மறுபடியும் அப்படின் தான் நீங்கள் நினைப்பீங்க பின்னாடி போய் இல்லை எனக்கு பயமாக இருக்குது நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டான சரித்திரமே கிடையாது அது சிம்ம லக்கணமாகட்டும் ஆனால் தெளிவான ஒரு டெசன் எடுக்கணும் முட்டாள்தனமான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது நீங்கள் எல்லாமே போல்டு தான் ஆனால் உங்கள் தசா புத்தி என்னன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரூட்டு வந்து நீங்கள் போகிறது ஒரு நல்ல அமைப்பாக ஒரு ஸ்மூத்தாக எந்த இடத்துல போகணுமோ போய்ட்டு ஒரு ஃபிளெக்சிபிளாக போய்ட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டே போய் உட்கார மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும் அதை மறந்துடாது ஏன்னால் பகையை இந்த டைமில் உங்களுக்கு பகையாளி அதிகமாக உருவாகுவாங்க அந்த காலக்கட்டம் உங்களுக்கே தெரியாமல் பகையாளிகள் உருவாகுவாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சில பிளான் பண்ணும்போது உங்களுக்கு அறியாமையில் போய் நீங்கள் விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் தான் மெயினாக தசா புத்தி என்ன அந்தரம் என்ன உங்கள் கோச்சாரம் என்ன கோச்சாரப்பாளன் தான் இருக்கேன் உங்களுடைய ஜாதக அமைப்பு என்ன உங்கள் கட்டத்துக்கு அதாவது சிம்ம ராசியாக இருந்தாலும் என்ன லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அந்த லக்கணத்துலேருந்து உங்களுடைய தசா புத்திகள் என்ன சுபர்களுடைய தசை நடக்குதா அந்த கிரகங்கள்லாம் என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது தான் உங்களுடைய ஃபுல்லாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் அதனால் போல்டான பர்சன் தான் சிம்ம ராசிக்காரங்க இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய காலகட்டம்தான் இரு அதனால் குடும்ப வாழ்க்கையே பாதிக்கும் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க ரொம்ப நல்லது வெற்றி நிச்சயம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்